வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஏழாவது கணக்கு எட்டாவது கணக்கு பார்க்கலாம் ஏழாவது கணக்கு கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சார்பும் இருபுறச் சார்பா இல்லையா உன் விடைக்கான காரணத்தை கூறுக இருபுற சார்பு சார்பின் வகைகள் படிக்கும்போது இருபுறச்சார்புனா என்னன்னு பார்த்துருக்கோம் அதாவது ஒரு சார்பு ஒன்று ஒன்றுக்கொன்று மற்றும் மேல் சார்பாக இருந்தால் அவ்வகையான சார்பு இருபுறச் சார்பு எனப்படும் பாருங்கள் ஏழாவதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எஃப்ரம் ஆர் டு ஆர் ஆர் நெய்யண்கள் ஆர் டு ஆர் ஆனது எஃப்ஆஃப் எக்ஸ் சமம் இரண்டு எக்ஸ் பிளஸ் 1, சார்பை இப்படி வரையறை செய்திருக்காங்க நம்ம இருபுறச் சார்பாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருபுறச் சார்பா இல்லையானு கண்டுபிடிக்கணும் கவனிங்க எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்னாக்கள் எக்ஸ் ஒன்று ஆக்ஸ் ரெண்டு எக்ஸ்னா ரெண்டு பெருக்கள் எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்னு கொடுத்துருக்காங்க மூலமா ஏதேனும் நான்கு எண்களுக்கு இதோட நிழல் உருக்களை நாம இப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க ஏதேனும் நான்கு எண்கள் 1, 2, 3 மூன்றுன்னு எடுத்துக்கலாம் சார்பு 2x எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஸோ இரண்டு எக்ஸ் ஒன்று இரண்டு எக்ஸ்னால் எக்ஸோட உறுப்புகளை இரண்டால் பெருக்கணும் 2 பெருக்கல் 0, ஜீரோ ரெண்டு 2, ரென் ரெண்டு ரெண்டு நாலு அடுத்து 1 மாறிலி 1 அப்படியே எழுதிக்கலாம் நடுவுல கூட்டல் குறி இருக்கிறதுனால இந்த இரண்டு எண்களை மட்டும் நாம் கூட்டணும் ஜீரோ கூட்டல் ஒன்று 1, இரண்டு கூட்டல் ஒன்று மூன்று நான்கு கூட்டல் ஒன்று ஐந்து ஆறு கூட்டல் ஒன்று ஏழு நிழல் கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள் மதிப்பகத்தில் உள்ள வெவ்வேறான உறுப்புகள் வெவ்வேறான நிழல் உருக்களை கொண்டுள்ளது அதாவது முதல் கணத்திலுள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் துணை மதிப்பகத்தில் வெவ்வேறான தனித்தனியான நிழல் உருக்கள் உள்ளன எனவே ஒன்றுக்கொன்றான சார்பு மேலும் ஏழு உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையும் கணம் பி யிலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையும் சமமாக இருப்பதால் வீச்சகமும் துணைமதிப்பகமும் சமமாக இருக்கும் எனவே எஃப்ஆஃப் எக்ஸ் மேல் சார்பு ஒரு சார்பு ஒன்றுக்கொன்றான மற்றும் மேல் சார்பாக இருந்தால் அச்சார்பை நாம் இருபுற சார்பு எனலாம் ஸோ எஃப் எக்ஸ்மம் இரண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்று ஆனது இருபுறச் சார்பு ஆகும் செவன்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் எஃப்ரம் ஆர் டு r ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ்மம் மூன்று மைனஸ் நான்கு எக்ஸ் ஸ்கொயர் அதாவது எக்ஸின் வர்க்கத்தை நாளாக பெருக்கி மூன்றிலிருந்து கழிக்கணும் அட்டவணை மூலமாக நிழல் குருக்களை நாம் கண்டுபிடிக்கலாம் ஏதேனும் ஐந்து எண்களை எடுத்துக்கலாம் –1, 0, 1, 2, 3… மூன்று இங்கே நாம் எக்ஸ் ஸ்கொயரை தான் பிறக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸின் வர்க்கம் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம் மைனஸ் ஒன்றின் வர்க்கம் ஒன்று ஜீரோவின் வர்க்கம் ஜீரோ ஒன்றின் வர்க்கம் ஒன்று இரண்டின் வர்க்கம் நான்கு மூன்றின் வர்க்கம் ஒன்பது எஃப்ஓஃப் 3-4x2 3 எக்ஸ் மாறிலி அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் நான்கு எக்ஸ் பாருங்க மைனஸ் நான்கு எக்ஸ் ஸ்கொயர் அதாவது எக்ஸின் வர்க்கத்தை மைனஸ் நாலால பெருக்கணும் இங்கே ரெட் லைன்ல இருக்கிறது தான் வர்க்க எண்கள் மைனஸ் நான்கு பெருக்கள் ஒன்று மைனஸ் நான்கு கூட எந்த எண்ண பெருக்கினாலும் ஜீரோ தான் மைனஸ் நான்கு பெருக்கள் ஒன்று மைனஸ் நாலு –4 நான்கு பெருக்கல் ஒன்பது மைனஸ் முப்பத்தி நாம் சுருக்க வேண்டியது இந்த ரெண்டு காலம்தான் பாருங்க மூன்று மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று மூன்று 3 ஜீரோ மூன்று மூன்று மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று மூன்று மைனஸ் பதினாறு மைனஸ் பதிமூணு குறி மாறி இருந்தால் கழித்து பெரியனோட குறிய போடணும் மூன்று மைனஸ் மைனஸ் முப்பத்தி மூணு நிழல் உருக்களை கண்டுபிடிச்சாச்சு இங்கே கவனிங்க எஃப்ஆஃப் ஒன்றுக்கும் எஃப்எஃப் மைனஸ் ஒன்றுக்கும் ஒரே விடை தான் வந்திருக்குது மைனஸ் ஒன்று அதாவது ஒன்று கமா மைனஸ் ஒன்று என்ற உறுப்புக்கு ஒரே நிழல் உரு இருக்கு வெவ்வேறான உறுப்புகள் ஒரே நிழல் உருவை கொண்டுள்ளது உறுப்புகளுக்கு ஒரே நிழல் உரு இருந்தால் அது கண்டிப்பாக ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகாது இல்ல அது இருபுற சார்பு ஆக முடியாது சார்பாக இருப்பதால் இருபுற சார்பு அல்ல இந்த சார்பு பலவற்றுக்கு ஒன்றான சார்பாக இருப்பதால் ஒன்றுக்கொன்றான சார்பு என கூற முடியாது எனவே எஃப்எக்ஸ் இருபுறச்சார்பு அல்ல எட்டாவது கணக்கு a சமம் மைனஸ் கணம் கமா ஒன்று கணம் ஏல இரண்டு உறுப்புகள் இருக்குது மைனஸ் ஒன்று ஒன்று கணம் பி ஜீரோ கமா இரண்டு f எஃப்எம் ஏ டு பி ஆனது எஃப்ஆஃப் எக்ஸ் சமம் ஏஎக்ஸ் பிளஸ் பி என வரையறுக்கப்பட்ட மேல்சார்பு எண்ணில் ஏ மற்றும் பி காண்க கவனிங்க கணமில் எஃப்ஆஃப் எக்ஸ் அம்மம் ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க கணக்கின்படி எஃப்எஃப் மைனஸ் ஒன்று சமம் ஜீரோ அதாவது கணம் ஏல முதல் உறுப்பு மைனஸ் ஒன்று கணம் பியில் முதல் உறுப்பு ஜீரோ ஸோ எஃப்எஃப் மைனஸ் ஒன்று சமம் ஜீரோ எக்ஸை எடுத்துகிட்டு மைனஸ் ஒன்றுன்னு நாம் பிரதேகிட்டால் ஏ பெருக்கள் மைனஸ் ஒன்று பிளஸ் பி சமம் ஜீரோ இது சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது கணம் ஏல இரண்டாவது உறுப்பு ஒன்று கணம் பியில் இரண்டாவது உறுப்பு ரெண்டு எஃப்எஃப் ஒன்று சமம் இரண்டு எக்ஸை எடுத்துகிட்டு ஒன்றுன்னு கொடுக்கப்பட்ட சார்பில் நம்ம பிரதிக்கிட்டால் ஏ பெருக்கள் ஒன்று பிளஸ் பி சமம் இரண்டு ஸோ ஏ இரண்டாவது சமன்பாடு இந்த இரண்டு சமன்பாடுகளையும் நாம் கூட்டலாம் பாருங்கள் 1-2. ஒன்றாவது சமன்பாட்டில் இடது பக்கத்தில் மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது இரண்டாவது சமன்பாட்டில் இடது பக்கம் ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது ஸோ A ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இங்கே ஜீரோ ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் ஏவும் A ஏவும் கேன்சல் ஆயிரும் இங்கே மைனஸ் ஏவையும் A ஏவையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஸோ B கூட்டல் பி இரண்டு பி இரண்டு அடுத்து நாம் பி கண்டுபிடிக்கணும் 2 பெருக்கல் B சமம் இரண்டு ஸோ பெருக்கல் இருக்கிற ரெண்டை நாம் வலது பக்கத்துக்கு மாற்றும் போது வகுத்தல் வகுக்கும் போது ஊரின் ரெண்டு B பி சமம் ஒன்று அடுத்து ஏ கண்டுபிடிக்க இன் மதிப்பை நாம் இரண்டாவது சமன்பாட்டில் பிரதையிடலாம் A கூட்டல் பி ஒன்று சமம் இரண்டு இந்த பிளஸ் ஒன்ன வலது பக்கத்துக்கு மாத்தும் போது A சமம் இரண்டு மைனஸ் ஒன்று ஸோ ஏ சமம் ஒன்று ஏ சமம் ஒன்று பி சமம் ஒன்று இரண்டுமே முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்குகள் போட்டு பார்த்து பிராக்டிஸ் YOU!